மாத மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை தூண்டும் வார்த்தை உங்களுக்காக இந்த மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் இங்க கூடியிருக்கிறவர்களும் சரி ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எல்லா தேவிட பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டு இந்த மாதத்துல நாம் பார்க்கிற தலைப்பு அன்பு கூறுகிற மாதம் இந்த அன்பு கூறுகிற மாதத்துல போன மாத போன வாரத்தில் இந்த நவீன உலகத்தில் உண்மையான கடவுளை நேசிப்பது சாத்தியமா என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன் எத்தனை பேர் அதுல ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள் என்ன நாள் அல்ல இந்த அன்பு கூறுகிற மாதத்தினுடைய தலைப்பு வசனத்தை நான் வாசித்து இந்த நாளில் நான் உங்களோடு கூட மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தெய்வ உங்களோடு கூட பேசுவதில் கத்திர ஆயத்தப்படுத்திக் நான் ஆண்டு நன்றியோடு சுத்திருக்கிறேன் வாசிப்போமா அந்த மூலவசனத்தை ஒன்று குருந்திய அதிகாரம் ஒதாம் நாம் வாசிப்போம் ஏ இங்கிலீஷ்ல வாசிங்க பாக்கலாம் மனுஷருடையத்துல தோன்றவும் இல்லை என்று சொல்லி அதனுடைய பேசினவர் பரிசுத்த போல் சொல்லுகிறார் ஆனால் நமக்கோ அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் நமக்கோ ாலே வெளிார் என்ற கரு அருமையான கண்கள்ணாத காது கேட்காது மனுஷன் இறுதிக்கு தோன்றாது என்னது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட கடந்த ரெண்டு வாரமாக பேசிட்டேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச போற தலைப்பு என்னவென்றால் தேவன்ல எப்படி அன்பு கூறுவது How do we love God? When I first Sur viewer this upside down at the bottom, if the autres of his stomachs cannot be cornered one day, ód it remains the power of어주al water accelerating towards the beginning அவரை அறிகிறதுல இருக்கிறது ஏன்னால் நீங்கள் அறிந்ததை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அன்பு கூற முடியும் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அறிகிற படலத்தை தான் இந்த எவ்வளவு சூழ்ச்சிகரமாகவும் இது மறைப்பொருளாகவும் அல்லது குழப்பமாகவும் மாற்றக்கூடியுமோ அந்த அளவுக்கு அப்போ இந்த உலகம் மாற்றப்பட்டு இருக்கிறது காரணம் என்னென்றால் அந்த தேவன் நேசிக்க அவைகள் மறைக்கப்பட்டதாய் அனைகருக்கு காணப்படுகிறது இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்ல எப்படி நேசிப்பது How How do do we love God? How do you love God? God? பார்க்கலாம் you நீங்கள் தேவனை தேவனை எப்படி நேசிப்பது என்பது a உணர்ச்சிகளை உணர்ச்சி வசமா அல்லது உணர்வா அல்லது முடிவா தேவனை நேசிப்பது என்பது உணர்வா உணர்ச்சிகள உணர்ச்சி வசப்படுகிறதா அல்லது தேவனை டுவனை நேசிக்கிறது பிள்ளைகள் இந்த நாளில் நாம் அதனுடைய சில காரியங்களை பார்த்து நாம் இந்த நாளுடைய இந்த செய்திக்காக நான் மிகவும் இந்த காலவெளியில சொல்ல நான் ஆசிக்கிறேன் நீங்க ஒரு சில மீட்டிங்ல அல்லது ஒரு சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆகும் அதிகமாய் நேசிப்பீங்க அப்படியே கொஞ்ச நேரம் அது அப்படி என்ன ஆகும் இந்த கோழி பறக்கிற மாதிரி தானே கோழி பறந்து கூரை வெறுக்க தான் பறக்கும் அதுக்கு மேலே பறக்க முடியாது ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் வரும்பொழுது நமக்கு கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பொழுது But, loving God is a decision we have to make. If we are able to achieve our goals, God will be able to achieve our goals. That's why we are not able to achieve our goals. The other thing is, what is the relationship in God? How do you love God? what is the relationship in our american neighbors world's religions neighbors also our neighbors also can ask this question hey we also we also believe in god we all the people living in the world believe in god we also believe in god we also believe in god we all believe in the same god but it has different names they say but is it true the relationship For loving God, the first indication that you are looking for, very simple, very simple. How do you say that? What do you say about the relationship in loving God? So the relationship in loving God, what do you say about the relationship in loving God? அவரேன் அவரே என்னை அனுப்பினார் நல்லா இது தெரிஞ்சுங்க இந்த தான் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய டெசிஷன் நான் சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் என்னவென்றால் பாருங்க நிறைய பேர் சொல்றோம் அல்லது நம்மை நம்மை சார்ந்தவர்களும் நம்மை நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய உலகத்தில் இருக்கிற அத்தன் தோழர்களும் கூட அவர்கள் சொல்லுவாங்க நான் கடவுளை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் கடவுளை நேசியிருக்கேன் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கடவுளை நேசிப்பது என்பது அவர்களுக்குள்ள ஒரு உணர்வாக அவர்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அங்கமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு தாய் தன் தகப்பனையும் தாயையும் இவர்கள் தான் என்னுடைய தாய் தகப்பன் என்பது அறிந்து அன்பு கூறுகிறதை சொல்லிக் கொடுக்காமல்டுக்காம ஒரு உணர்வுலனால் பேசுகிற்கு முன்பாக அவங்க தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆகமங்கள் எல்லாமே தெரியும் அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் தேவனை சாஸ்டாங்கமாக அல்லது சம்பிராதயத்தின் படி பின்பற்றுவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் என்ன பண்ணல நீங்கள் உங்கள் பிதாவாகிய தேவனை நேசிப்பீர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் என்ன பண்ணுவீங்க வேதாகமத்தில் மட்டுமல்ல பல வேதங்களில ஜூடாயிசம் கோரால் ஜூடாயிசம் புஸ்தகத்திலையும் குரான் லிட்ரேச்சர்லயும் எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்க மனிதனாக வந்த மனிதனாக கூப்பிட்டு சிலர் அவர் என்ன நினைக்கிறாங்க திர்கதர்சி என்று சிலர் அவர் என்ன நினைக்கிறாங்க அவர் ஒரு யோகி அப்புறம் அவரை பார்க்க முடியாத இந்த கோணங்களில தங்களுடைய சொந்த ஞானத்தினால பார்க்க பார்க்கவர்கள் அவர்கள் தவறிட்டார்கள் அதனாலதான் is to say that you should believe in the father god you say that i love a universal god all mighty god but you are failing to love me that means you are not loving god how may i mean, understand this thing hallelujah because jesus came into this earth to model god into this earth hallelujah ஒரு கலர் கோச்சையும் தனக்கென்று ஒரு பாலோர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு வந்து அதற்காக அல்ல ஒரு மார்க்கத்தை உண்டாக்க முடியாத வந்தார் நீங்கள் பிதாவாகிய தேவனில் அன்பு கூறுவீர்கள் என்றால் என்ன பண்ணுவீங்க நான் சுயமாய் நான் அவரால் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்போ really is அவர் பாக்கியத்தை மனிதனுக்கு ஆண்டவர் இலவசமாக சுலபமாக்கி தந்தார் ஆனால் மனிதனோ அவரை அறிய விரும்பவில்லை அதனாலதான் சொல்றது அவர் அவருடைய சொந்த மாணவர்கள் வந்தார் அவருடைய சொந்த மாணவர்கள் என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வெறுத்தார்கள் கண்முடித்தனமாக நீங்கள் ஒரு தீர்மான எடுக்க முடியாது அதனாலதான் தேவனை நேசிப்பது என்பது இட்ஸ்யத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் சத்தி அறிவியர்கள் அறிக்கிற பகுதியை எடுக்க முடியும் தீர்மானம் எடுக்க முடியும் இந்த என்ன பண்ணுவீங்க போன உடனே எடுத்து வந்து இந்த ஒரு ஷர்ட்டுக்கு எத்தனை ஷர்ட்டை பார்த்திருப்பீங்க நிறைய பார்த்துருக்கேன் டார் ஒரு பத்து இருபது எல்லாத்தையும் சரியா இருக்கணும் கிளாத் நல்லா இருக்கணும் கலர் நல்லா இருக்கணும் அந்த அந்த கண்டிஷன் நல்லா இருக்கணும் இது எல்லாமே பார்த்து ஒரு ஒரு சட்டைக்கே நம்ம இவ்வளவு வாங்குறோம் ஆனா கடவுளை நேசிக்கிறது மட்டும் மனுஷன் என்ன ஆகுறா கண்முடித்தனமாய் and that is why jesus is telling ninga vedaparagrun solra you are religious you claim to be religious you say you are a godly people ningal deivabakthi ullavargal kadavulai neesikira avargal kadavulai naan nanthraaga neesikiren avar avarku oru vela ninga solra perla illama kuda na vera oru perla avara neesikiren endru vaadu vechaalum ningal miga telivaaga velangikolla vendum loving godler -like relationship is nothing knowing jesus and loving jesus is the relationship of loving God. Hallelujah! If you have seen Jesus, or seen Jesus, you will see God as you see Jesus, that is the song that you have come to the Lord. Hallelujah! And that is why I am telling you, beyond your feelings, beyond your emotions, it's a decision to love God. ஒரு சுகம் நடந்த ஒரு காரியம் பண்ணும் எனக்கு அதனால அதை தாண்டி taken a decision to love jesus hallelujah in valivala varumbulidu yesuvai naan arindapadiyala naan avare nesikka theermaanit hallelujah avaru sondra achara yetukondathu ennude decision it's a decision it's not some the kanmudithanamai illa saangyamaga illa sadangaacharamaga paarambariyamaga pinpatukirathu alla idhu oru theermaanum idhu oru mudivu how if you know the song i have decided to follow jesus yesu in pinne pogathu ninde i have decided to follow jesus etram perginda paduthu oh such a beautiful song i've sung from uh, uh, sunday class la rendu padirukom but innikku andha paadal padumbudhu oh what a beautiful song it is but in the proppa panna mudhu i was going back to the story of this song இந்த தெரியுமா நீங்க அசாம் மேகல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்பாக அப்ப பாத்தீங்கன்னா பல பழங்குடியர்கள் இருக்கும் பொழுது சில தேவ இயேசுவின் அன்பை முதலாவது அந்த பழங்குடியின் மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த சொல்லுகிற டிரைபல் பீப்புள் ஓகே கேரோ என்று சொல்லுகிற அந்த டிரைபிள் பழங்குடியின் நிறத்துல அவர்களில் ஒரு குடும்பம் முதலாவதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன் வந்தார்கள் அவர்கள் பகிரங்கமாக எல்லார்க்கு முன்பாக ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார்கள் இந்த குடும்பம் ஊர் தலைவனுக்கு அல்லது அந்த பழங்குடி தலைவனுக்கு மிகவும் கோபம் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு நீ எப்படி வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்காக நீ எப்படி இது பண்ணுவோ கூட்டுறாங்க கூட்டும் பொழுது அம்பு ரெடியா இருக்கு அப்ப அவங்களுக்கு சொல்றாங்க அப்ப அந்த கேட்கிறாங்க போகலாம் அப்போ அவர் அந்த அந்த என் முடிவெடுத்த பின் போக துணிந்தேன் அவர் சொன்ன உடனே உடம்புல பட்ட அவர்கள் அடுத்து கேட்கிறாங்க இப்ப சொல்லு உன் ரெண்டு பிள்ளைகளும் இறந்துட்டாங்க இன்னொன்னு இயேசுவை நம்புறியா இயேசுவை நேசிக்கிறியா கைவிடுறியா அவர் சொல்ற இப்ப உன் மனைவி அடுத்தது நீ சொ நான் அவரை பின்பற்றுவேன் என்று அந்த வார்த்தைகள் me still i will follow under word exactly was telling that thing the army are coming down shooting his wife now ipo in the um in the naber next question comes they are telling okay still you love jesus you don't want to give him up appa sollare the cross before me the world behind சிலுவையின் முன்னே உலகமே அவர் இந்த என்னடா இவன் நான்கு பேரும் இறந்துட்டாங்க நம்மளும் இது இது பண்ணிட்டோம் அப்ப இவன் வந்து வெளிநாட்டுல இருக்க ஒரு நபருக்காக அந்த மனிதனுக்காக இவன் மறிக்கிறானா இது என்ன விசுவாசம் இது என்ன அன்பு after that he started knowing about jesus and you know that that leader the same leader he rose up and he said i'm also following jesus amen you know the whole village got into jesus following hallelujah you know that that's so it's a decision it's a decision to love god நீங்கள் அவரை யார் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை உண்மையிலே நேசிப்பீர்கள் மேகால பாடம் தான் இதுக்கப்புறம் In this morning time, it's, it's the right time for you. How do you say that? This world is an opinion. This world is a false propaganda. This world is the world of 10 people. But it is individual responsibility. It's each individual responsibility to know who is God and to love Him. Hallelujah! Hallelujah. Are you understanding? come on are you understanding a a man hallelujah oh you understand means you you you know him and then you understand him you love him so that is why it's a decision so the first part is you know the relationship of loving god is is proportionate for you to love jesus நாம் இயேசுவை எந்த அளவுக்கு அறிந்து அவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதில் அது புலப்படுகிற உண்மையாக the second part that i want to tell you is indanbu etthagaiyana anbu endru nam sollalam indanbu etthagaiyana anbu vaasinga paakkalam yohanan pustakam 14 adhigaram 15th vasanathile john in the, the, yow, the book la 14 chapter 15th verse la indanbu etthagaiyana anbu endradhe nam paakkrom indanbu in enadi ennil anbukuri anbu, vaasinga neengal ennidathil anba irundal ah neengal ennidathil anba irundal karpana en karpanaiyale kai kollungal en karpanaiyale neenga enna panvinga If you love me, you will keep my companions. In my companions, there like are a lot of companions. That's why Jesus said that. When he was born, how can he be born? It changed the whole world. When he was born, he was born. உன் தேவனாகிய கற்ற உன் முழு இறுதியத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவளத்துல என்ன பண்ணு அன்பு குருவாக இதுவே எல்லாவற்றிலும் பிரதான கற்பனை இந்த நேசிக்கிறவர்களை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க அவங்களை பாப்பீங்க You will call them from word forgetting to me, so this Jesus, was telling me to me what is called anunbi mostours in your heart? some angles that's why they each start you where the point's going is <laughs> like indeed down on yourselves Hallelujah... Amen hallelujah and then, where it comes from? Where it comes from from? இந்த is the of this love? Is the of this love? love love love நீங்கள் நேசிக்கும் you you you you know know we find so many love, right? so many right? right? dog, you love cat, some love plants you know, there is a human relationship வந்து பார்க்கிறோம் ஒரு லெவல்ல There will be some kind of attraction, some kind of expectations But, if you are know, living with them, where is the source? Where is the source? Where is the source? In the name of the book, Luke Kav, 7th of the year முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது வசனங்களே நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க நான் உங்களுக்காக அவைகளை சுருக்கமாக ஒருவனுடைய விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாரு அவர் போகிறாரு அந்த போ போகிற இடத்துல என்ன ஆகுறாது ஒரு பெண்மணி அவர்களுடைய பாதத்தை என்ன பண்றாங்க கண்ணிலந்து தண்ணீரை கண்ணீருனால அவட பாதத்தை என்ன பண்றா நினைச்சு அத என்ன பண்றானா தன் தலையின் மயிறினால என்ன பண்றா தொடச்சு அவட பாதங்களை என்ன பண்றா முத்தம் செய்யறா இதை பார்த்து அந்த வீட்டு தலைவனும் விருந்துக்கு அழைச்ச அவனும் மற்றவர்களும் அவங்க பார்த்து என்ன இவர் திருக்கதர்சின் அழைச்சி அழைச்சியமே இவர் பெரிய திருக்கதர்சி தொடுறது ஒரு பாவியான ஒரு பெண்ணாச்சு இவ ஒரு என்ன சொல்றது எல்லாராலையும் அவதூறாக பேசப்படுகிற பெண் இந்த பெண்ணை வந்து தொட்டு அவட பாதத்தை முத்தம் செய்யறதுக்கு அளவு பண்றாரு இவரெல்லாம் ஒரு திருக்கதர்சியாச்சு நினைக்கிற பொழுது ஜீசஸ் அவர்களுக்கு தெரியல ஆனா எல்லாவற்றையும் அறிந்த இயேசு அவதி ஒரு வருஷத்துக்கு ஒருத்தனுக்கு து வெள்ளாசு கொடுக்கணும் இன்னொருத்தன் ஐநூறு வெள்ளிக்காசு கொடுக்கணும் ரெண்டு பேரால் கொடுக்க முடியல அவங்களுக்கு என்ன நடக்குது அவர்கள் விடுதலை ஆக்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல யார் அதிகமா நேசிப்பான் என்று கேட்கிறார் உடனே சீமோன்னு என்ன சொல்றாரு ஓ ஐநூறு வெள்ளிக்காசுன்னா அவனுடைய கடன் பெருசு அவன் அதிகமா மன்னிக்கப்பட்டான் அதிகமாள் <tos> சுத்தினத்தினந்து <tos> <tos> <tos> <tos> <tos> மன்னிக்கப்பட்டது என்பது நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டது என்பதை உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவரை நேசிப்பீர்கள் Celebrate that! Come on! Come on! Everyone, everyone, you can! Why? You are one of them. Why are my sins? Why are my sins? எனக்காக அடிக்கப்பட்ட அடிக்கப்பட வேண்டிய அவர் அடிக்கப்பட்டார் நான் நொறுக்கப்பட வேண்டிய knowing jesus as a savior and you know yesu unakkaga marithaar siluvile ratham sindinaar siluvile yen paavangalai sumandhaar yen manithaar endru solumbeldu ennaiye naanandam en ennaiye naanandam en solla kudadhe <laughs> baktrimavukku <Is that it? laughs> manen kirstu yen paavathe ella manithu vittare அந்த பாட்டலாம் பாட்டெல்லாம் பழங்காலத்து பாட்டு கூடுவும் ரொம்ப அழகாக ஆடுவோம் because it is not the joy that you ஜாய் it is a joy you experience அவர்கள் அவர்கள் மிகப்படுத்த விட்டு எல்லாற்றையும் எடுக்கப்பட்டாலும் அதனாலதான் என்னை விட்டு எல்லாற்றையும் எடுத்துக்கணும் எனக்கு இயேசுவை கொடுங்க என்று ஜவஹர்லால் தின்பற்ற முடியாதை நேசிப்பதற்கு அவர்கள் தீர்மானம் எடுத்தது காரணம் is Calvary the pure love because he has forgiven us sins hallelujah la innoda paavangale yesu manithaar endru solravanga ella karanglai uyerthi ella kai kala sadunga paakala emm come on yesu manavangale manithaa indru yesuvin paagathile kannire vittu tan thalai migiranal thudeithu avarku vek avulku vekkam illa evuḷe pēru indirpaṅga mattravargaḷ indirpaṅga mattrum ena tappāṇ nanichirpaṅga but this love will come once you make a decision you know what the love is you will not be subdued by anything else alladhen neenga external ivunga paakranga yunani sikku ivunga paakranga unak rakamark ivunga this love is beyond the thing hallelujah this is a reckless love unfathomable love araind mudiyada anbu hallelujah yesuvin anbu alavidam mudiyada anbu andha anbai petrunam andha sose petrunam avai nesippadra nam kadanaadigalaga irukrom hallelujah and that is why we love jesus hallelujah how many of you say i love jesus we love jesus hallelujah. Shall we all shout once more I love Jesus I love Jesus I love Jesus Idhu endha level ku important idhu inda indhu endha level ku idhu important endha level ku important Imagine you are given an option no sickness you can take all your friends un sapadu ellame neenga virumbura ella saapadu irukku paralogathukum poidla ana ac illen sonna you still be satisfied oh if you are satisfied then you are not loving jesus because jesus is not our the love of jesus is not controlled by all these things you understand It is not controlled by my earthly blessings. It is not controlled by what car I'm having. It is not controlled by how much money that I have in my purse. It is not how many friends that I have. It is not about the, you know, the wealth and yelp that we have in this earth. It is an independent decision because he loved me first. He died for me. He has forgiven my sins. I love Jesus. Say no. Come on. I love Jesus. And that is why Jesus said, I am not a father, I am a father, I am not a father. I am not a father. Why do you know? They all have a relationship. It's true. Daddy, Mommy, Brothers, Sisters, Friends, Everybody has one or other, some links. But, One thing that I have done, Is Jesus Christ, Is Jesus, அதனால் தான் more than anybody else we love jesus as a first thing hallelujah hallelujah we love jesus as a first thing hallelujah more than anything else we love jesus hallelujah நீங்க வாசிக்கிறீங்க மத்தேயு 10 அதிகாரம் 37 ஆம் வசனத்திலிருந்து 39 ஆம் வசனம் உங்களுக்கு வீட்டுக்கு நீங்க போய் வாசிக்கும் பொழுது அल्ले ஒரு பகுதி மட்டும் வாசிங்க பார்க்கலாம் 10 ஆம் அதிகாரம் 37 ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம் தகப்பனாயதே தாயே யாங்களே எல்லよりも அதிகமான எனக்கு எனக்குரியுமா எல்லா லிங்ஸை காட்டிலும் இந்த வாழ்க்கைக்கு அதிகமான ஒரு காரியத்தை கொடுத்தவர் அவரை நம் விட்டு விட்டு மீதி எல்லாமே நமக்கு இருந்தா நமக்கு பிரச்சனவில் எல்லாமே இருந்தோம் அவரை இன்னும் ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் பாக்கியவான் ஆயிருப்பானால் அல்லூயா அதனால சொன்னால் ஒருவன் தன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அந்த நாயகனாக இந்த கொடுக்கும்படியாக உண்டாக்கின வழியை அறிந்து அவரை நேசிக்க டெசிஷன் எடுத்தவர்கள் இந்த பூமியில பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் இந்த பாக்கியசாலி கூட்டத்தில் இருக்கீங்க when you hear a word just celebrate it hallelujah this love is so fresh this love is so fresh even in this morning time there is a decision that namellarum edukka vaandi a decision kadesiya mudikapoguram enu kekkiraarumyana devapillai i have decided inga paadala nan siruva edile in sunday class the la oru story la enact panirkom a reala nadandha oru story இந்த பாடலுடைய சில வரிகள்லாம் அப்பப்போ கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு கல்லூரி மாணவி கல்லூரியில படிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் அன்பை அவள் அறிந்திருக்கிறார் அந்த ஏசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து அவள் ஏற்றுக்கொண்டால் தெரியுது ஒரே மகள் கோடிக்கணக்கான சொத்து பெரிய பணம் வீட்டுக்கு போறா முடிஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு போறா வீட்டில் மகளுடைய பிஹேவியர் பார்த்தா வித்தியாசமா இருக்கு இயேசுவ நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுடைய பிஹேவியர் நல்லதா இருக்கு ஆனா அவங்களுக்கு அது விகற்பமா இருக்கிறது அது அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால இவ என்ன இதுன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க இவ இயேசுவை நேசிக்கிறாள் இயேசுவை அறிந்திருக்கிறாள் என்று இப்போ அப்பா வராரு டெசிஷன் எடுக்க சொல்றாரு உனக்கு இன்னும் பன்னிரெண்டு மணி நேரம் கொடுக்குறேன் இயேசுவா நானா என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும் இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு நீ ஒரு ஒருத்தி மட்டும்தான் நான் வேணும்னா இது எல்லாம் உனக்கு ஏசு வேணும்னா இந்த வீட்டை விட்டு நீ போயிடலான்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அப்பா பக்கத்து ரூமுக்கு போறாரு ஆனா பெற்ற மனசு அவ்வப்போது போய் ஓரத்துல போய் என்னென்ன பண்றா பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு விண்டோ வழியா பாக்குறாரு இந்த மகள் அந்த அறையில முழங்கால் பண்ணிட்டு ஜிபித்து கொண்டே இருக்கிறார் அவளுக்கு பியானோ எடுத்து வாசிக்க உட்கார் அப்போ வாசிக்கும் பொழுது I'll give me Jesus oh take the wall one I'll give me Jesus abna mulu ulagathikoda neenga edutenga ana enak yesu kudunga indha paada ipo na i have decided to follow jesus indha paada la paadi unga appa ku ulle modam therichu kandilen enna ivlo naisicha na ella panathiyum kudukren ella vithiyum kodum indha magalukku indha anbu irukrendral இது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ போய் ஓடி போய் கட்டிபிடிச்சு போவாதமா நீ கண்டு கொண்ட அந்த விரும்புகிறேன் அவடையோட அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒப்புக்கடுத்தான் என்னை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சியை என்னை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியை என்னை கேட்கிற உலகத்தின் தோழர்களை நண்பர்களே உற்றார்களே உறவினர்களை பெரியவர்களை சிறியவர்களை இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறது ஒரே ஒரு தடவைதான் இந்த ஜீவன் ஒரே ஒரு முறைதான் இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் நம்மை உண்டாக்கின அந்த தெய்வம் யார் என்பதை அறிந்து அவரை நேசிப்பது என்பது நாம் இந்த உலகத்தில் படிக்கிற படிப்புகள் பட்டங்கள் பணங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு நிற்க போகிறது நாம் இந்த பூமியை விட்டு கண்களை மூடும் பொழுது ஒன்றும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அல்ல மண்ணிருக்கும் சொல்லும் அடுத்த வாரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான நம் தலைப்போடு கூட